குருதெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நம் ஆழ்வார்கள் பாட்டும் பாற கூத்தும் அரங்கேற்றி வைத்த அவதார ரூபம் பின்னோர்வரம் மண்ணோ தும் வந்தான் ஆனந்தன் ஹரிஹரசூதனின் வருகையாய்ந்தது கலியுக வரதந்தரிசனம் வேதமென்று ஓதும் தான் ஆனந்தமே கலிகாக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் நிகழ்ந்தது பம்பை நதியோ